வணக்கம் வி வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பிக் புட்டாஸ் இருக்கக்கூடிய சாஃப்ட் சிக் சாரீஸ் கலெஷன்ஸ் தாங்க இதே எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைட் வார்பண்டு வெஃப்ட் ரெண்டு போர்ஷனுமே பியூர் சில்க்கு வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சாரீ கூடியும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட்டாச் பண்ணி தருவாங்க ஃபர்ஸ்ட் சாரியுடைய கலர் பாடி போர்ஷனில் ரெட் கலரும் பல்லுவன் ப்ளவுஸ் மேங்கோ எல்லோ ஷெட்லையும் வருதுங்க சேரியுடைய கோட் ஃபைவ் ஜீரோ நைனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் ஜரி ஒர்க் பள்ளு போஷனில் பண்ணிருக்க கிராண்ட் சரி ஒர்க்கும் பாடி போர்ஷன்லாம் மோட்டிவ்ஸ்க்கு பண்ணிருக்க ஒர்க்கும் எல்லாமே டெஸ்ட் சரீங்க ஹாஃப் ஐயன் சரி கோல்டன் டெஸ்டட் சரி ஒர்க்கில் பண்ணியிருக்குங்க பாடியில் வந்திருக்க மோட்டிவ்ஸ் இன்னர் லேயருக்கு மட்டும் வராதுங்க இந்த சாரீஸ்னுடைய லென்த் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க இன்க்ளூடிங் ப்ளவுஸ் தி சாரி ஃபார்ட்டி ஃபைவ் வரும் வெயிட் பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வங்க வெரி வெரி லைட் வெயிட் சாரீஸ் ஹேண்ட் ஓவன் ப்யூர் சில்க் சாரீஸுங்க நெக்ஸ்ட் சாரி ஃபைவ் ஒன் ஜீரோ பிங்க் ஷேர்லையும் பழுவன் ப்ளவுஸ் கிரே கலர்லேயும் இருக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சேம் அதே பேட்டன் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸ் பிரைஸ் செக்மெண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க இன்டர்நேஷனல் இருக்குங்க புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் சாரியுடைய கோடை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே நாங்கள் புக்கிங் அக்செப்ட் பண்ணுறோம் ஆன் கால்லையோ கஸ்டமர் கேர் நம்பரில் கால் பண்ணி சொல்லியோ நாங்கள் புக்கிங் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது so whatsapp மூலமாக புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்கன்னா booking number available கொடுத்துருக்கோம் நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் ஃபைவ் டபுள் ஒன்றுங்க பாடி ஆஃப் தி ஸாரி பெய் கலர்லேயும் பல்வன் ப்ளவுஸ் மேங்கோ எல்லோலேயும் இருக்குங்க ஒரு ஹாஃப் ஒயிட் டியூயல் டோனில் தான் இருக்குது பாடி போர்ஷன் ஃபைவ் டபுள் ஒன் சேரீ கோடுங்க full அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரிவாக இருக்குது ப்ரீ பேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி நீங்களுக்கு பே பண்ணலாம் நெக்ஸ்ட் சாரி 512, ஒன் டூ படர்த்தி சாரி மெஜந்தா பல்லவன் பிளவுஸ் கிரீன் கலருங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும்ங்க அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணுங்க சிவலி மோட்டில் புக் பண்ணுறவங்க சாரீ ரிசீவ் பண்ணும்போது சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணிக்கணுங்க இதெல்லாம் ஹேண்ட் ஓவன் சாரீஸ் அப்படிங்கிறனால யூனிக் பீசஸ் மட்டுமே அவைலபிள் இருக்குது நம்ம மேக் பண்ணுறதே ஒரு பீஸ் தாங்க அந்த கலரில் ஒரு பீஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிளே இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ஆன்டைமில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஒன் சோல்ட் அவுட் அப்படின்னா சேம் சாரி அகெயின் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாதுங்க அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் ஷாப் பண்ணுறது ஆன்லைன் சேலுக்கு மட்டுமே டைரக்டாக ஷாப் விசிட் பண்ணிவிட்டு இந்த சாரீஸினுடைய ஃபோட்டோஸ் காட்டி இது வேணும் அப்படின்னு கேட்க வேண்டாம் அதுவும் பாசிபிள் இல்லைங்க ஃபைவ் ஒன் த்ரீ சாரீ கோட் பாடி ஆஃப் தி சாரி மேஜின்தான் பல்லு ஒன் ப்ளவுஸ் ப்ளூ கலருங்க ப்ளூ அண்ட் க்ரீன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒன்லி இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்டும் அவைலபிள் இருக்குதுங்க பேஸ்ட் ஆன் த கன்ட்ரி பேக்கேஜோட வெயிட்டை பொறுத்து ஷிப்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் நாங்கள் சென்ட் பண்ணுறது எல்லாமே பிஸ்னஸ் பார்சல்ஸாக சென்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம ஷிப்மெண்ட் சார்ஜஸ் மட்டுந்தான் கலெக்ட் பண்ணுறேங்க ஒருவேளை உங்களோடய கண்ட்ரியில் ஏதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி டேக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது நீங்கள் தான் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ பல்லுவன் ப்ளவுஸ் கிரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் தி சாரி ரெட் கலர்லேயும் இருக்குங்க 514 ஒன் ஃபோர் சேரீ கோடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்டட் சாரீ ஒர்க்கு ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ ஏதாவது டேமேஜாக வந்துச்சுனா இல்லாட்டி நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் ராங் ப்ராடக்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் ரிட்டன் அப்ளை பண்ணலாங்க அதுக்காக பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்கள் டேமேஜஸ் ஏதாவது தெரிகிற பட்சத்தில் கஸ்டமர் கேர் நம்பருக்கு அதை அனுப்பிச்சு கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேமேஜோட சாரீ வர்றதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது ஏன்னா தறியிலிருந்து சாரீ வரும்போது நம்ம செக் பண்ணி வச்சுருப்போங்க அதே மாதிரி உங்களுக்கு எடுத்து சென்ட் பண்ணும்போதுமே ஒன்ஸ் செக் பண்ணி தான் வந்து பேக்கே பண்ணுவோம் கலர் கன்ஃபர்மேஷனுக்கு பிக்சர் மட்டும் பார்க்க வேண்டாங்க வீடியோவும் மஸ்ட்டு பாருங்கள் வீடியோவும் பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னால் கலர் சின்னதாக மாறி இருக்குன்னாவோ குவாலிட்டி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கோ நாம் ரிட்டர்ன் அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணித்தரது கிடையாது இந்த சாரியுடைய கலர் ப்ளூ அண்ட் வைலட் மிக்ஸ்டு டோனுங்க பலுவன் ப்ளவுஸ் ஆல்கே க்ரீன் டோன் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் டெஸ்டட் சரி ஒர்க் சாரியுடைய கோட் ஃபைவ் ஒன் ஃபைவ் நெக்ஸ்ட் சாரீ ஃபைவ் ஒன் கிரே மிக்ஸ்டு டோனுங்க டார்க் க்ரே டோன் இருக்கும் பாடி ஆஃப் தி சாரீ மெஜின்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் ஃபைவ் ஒன் சிக்ஸ் இங்கே சாரீ கோட் பார்டர்லஸ் ஸ்டைல்லையே பிக் புட்டாஸ் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது எப்படி வாங்குறதுன்னு தெரியல எவ்வளோ நாளில் எனக்கு கிடைக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் கஸ்டமர் கேர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிங்கன்னா கொடுத்துருக்குறோங்க மார்னிங் டென்னிலிருந்து ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் கால்ஸ் பிக் பண்ணுறதுக்கு அவைலபிள் இருக்காங்க சண்டேஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் மட்டும் கஸ்டமர் கேர் நம்பர் ஆக்டிவலில் இருக்காதுங்க அந்த டைமிங்கில் உங்களுக்கு எதாவது கொரேஸ் இருந்தாலும் சேம் கஸ்டமர் கேர் நம்பர்லையே நீங்கள் வாட்ஸ்அப் கோரி கூட பண்ணலாம் ஃபைவ் ஒன் கோட் பாடி ஆஃப் தி சாரீ கிரீன் கலர் பல்லு ப்ளவுஸ் பைச் கலருங்க பல்லூவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி இருக்கும் பாடி போர்ஷனில் வந்திருக்க மோட்டிவ்ஸ் கோல்டு அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வர மாதிரி மேக் பண்ணியிருக்கோங்க ஃபைவ் ஒன் கோட் 6400 rupees only. 518 518 blouse light pink shade lime. Body of the saree, dark beige 518 saree code. Dispatching details saree. Very next day उसर हडर within Tamil Nadu வித்தின் தமிழ்நாடு டூ டேஸ்லேயும் அதர் ஸ்டேட் ஃபோர் டேஸ்லேயும் அதர் கண்ட்ரி அப்படின்னா செவன் டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு ரீவ் ஆக மாதிரி அனுப்பிச்சுக்க நெக்ஸ்ட் ஸாரீ ஃபைவ் ஒன் நைன் பாடி ஆஃப் தி சாரீ வாயிலட் கலர்லேயும் பழுவன் ப்ளவுஸ் blouse, cement டோன்லேயும் tone ஃபுல் அண்ட் full and full golden இருக்குது ஃபைவ் work நைனுங்க சாரீ கோட் 6400 தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளுங்க இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்டும் இருக்குது சாரீ டேமேஜாக வந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குதுங்க 520 டூ ஜீரோ பாடி ஆஃப் தி சாரி க்ரே கலருங்க சாரி க்ரீன் கலர் பல்வன் ப்ளவுஸ் லைட் லேவண்டர் ஷேடுங்க பாடி ஆஃப் தி ஸாரீ கிரீன் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் லைட் லேவண்டர் ஷேடுங்க ஃபைவ் டுவெண்ட்டி சாரீ கோட் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரீ ஒர்க்கு பிளைன் ப்ளவுஸ் இந்த வீடியோ ஷூப் பண்ணுற எல்லா சாரிக்குமே பிளைன் ப்ளவுஸ் தாங்க அதே மாதிரி குவாலிட்டி பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ஸாரீஸ் தான் ஃபைவ் டூ ஜீரோ இந்த சாரியுடைய கோட் நெக்ஸ்ட் சாரி ஃபைவ் டூ ஒன்றுங்க பாடி ஆஃப் தி ஸாரீ பீச் கலர்லேயும் blouse, light lavender லேவண்டர் டோன்லேயும் இருக்குங்க நம்மளோட ஷாப்புக்கு டைரக்டாக விசிட் பண்ணி கூட நீங்கள் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைனில் ஷாப் பண்ணுறது தான் நம்ம வந்து கேட்க வேண்டாம்னு சொல்கிறேங்க சாஃப்ட் சில்க் சாரீஸ் ப்யூர் சில்கில் லைட் வெயிட் சாரீஸ் ஹேண்ட்லூம் மெய்ட் சாரீஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா எங்களோட ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள் சண்டேஸ்லேயும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லேயும் கூட நம்ம ஷாப் ரன்னிங்கில் இருக்குங்க மார்னிங் டென்னில் இருந்து ஈவினிங் சிக்ஸ் செவன் வரைக்கும் அவைலபிள் இருப்போம் ஃபைவ் டூ ஒன்றுங்க சாரி கோட் இந்த சேரீட கோட் நெக்ஸ்ட் சாரீ ஃபைவ் டபுள் டூ பாடி ஆஃப் தி light blue shade dark coffee brown nge exact black kedaayadhu dark coffee brown exact black kedaayadhu 522 saree code full and full golden textured zari work 6400 rupees only indha video la show panna sarees saree, edavadhu pidichirundhina whatsapp moolama booking pannunga சாரியுடைய கோட் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு சாரீ கூடையும் இந்த மாதிரி சேல் மார்க் லேபிள் கண்டிப்பாக அட்டச் பண்ணி தரும் வேணுங்கிறவங்க பார்த்து Thank you. Thank you for watching.